தொப்ப என்ன செய்யால கம்மியாடும் படுத்துக்கணும் சேர்க்கணும் கை வந்து உடம்பு பத்தல காலை பாருங்க கால ரெண்டு இஞ்சி மேலும் மூட்டு மடங்காம நீங்க பழுத்துட்டு இந்த கால் இல்லைங்களா ஒரு ரெண்டு மொத்த மாதிரி கஷ்டமா இருக்கும் கீழே வச்சிருங்க தெரியுமா இப்படி அஞ்சு முறை பத்து முறை அந்த காலம் மட்டும் தூக்கி பிடிச்சு ஒட்டுமொத்த நடுக்கு வயிற்று இருக்கிற எல்லா கொழுப்பும் நடுக்கிற நடுக்கத்துல கரைஞ்சு கரைஞ்சி டெய்லி வெளியே போகுங்க இந்த மாதிரி வயித்தல சாப்பாடு இருக்கும் போது பண்ணாதீங்க வெறு வயித்துல பண்ணீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் உங்க வயிறு அவ்வளவு எடுக்கிறதுக்குன்னு ஆடும் எல்லாத்துக்கு வயிறு ஆடும் அந்த வயிறு ஆடும்போது வயிற்று இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சு வயிர் கம்மி ஆயிடும் டெய்லி பண்ணலாம் காலையில சாப்பிடறதுக்கு முன்னால மத்தியானம் சாப்பிடறதுக்கு முன்னால நைட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாலேயும் ஒரு ஹாஃபன் பண்ணீங்கனாலே அந்த வைப்ரேஷனுக்கு வயிறு எல்லாம் கம்மியாயிருங்க முன்னால பின்னால எல்லாம் புனிஞ்சுட்டு தான் இருக்கும் இந்த பக்கவாட்டில மட்டும் யாரும் பண்ணவே மாட்டோம் இங்க சதையை கம்மி பண்ணா தொப்ப கம்மியா இருங்க அப்ப நீங்க இந்த சைடு பெயிங் நிறைய பண்ணுவோம் இந்த சைடு பெயிங் மட்டும் பண்ணா போதும் தொப்ப கம்மியாகும் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணா போதுங்க தொப்பைக்குன்னு தனியா நீங்களோட டெக்னிக் ஃபாலோ பண்ண வேண்டாம் எடுத்து சாப்பிட்டு உதட்ட மூடி சாப்பிட்டாவே கண்டிப்பா தொப்பையா இருந்தாலும் கம்மியாகும்